அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு புது சேனல் ஆரம்பிச்சுருக்கேன் புனித பூமி பாரதம் என்று புதிய சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பாக வேணும் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறோம் மூணு சேனல் ரன் பண்ணி நிற்கேன் டிசி நாட் ட்வெண்ட் செவன் ஜிஎஸ்ன்னு சொல்லிட்டு தமிழ் கல்ச்சர் பற்றி சேனல் ரன் பண்ணி நிற்கேன் அதபடியாக போயின்னுக்கு இப்போது உங்கள் நாலா சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா கேட்டதால் ஜி வந்து ஒரு நல்ல டாபிக் டைட்டில் கொடுத்துருந்தது புனித பூமி பாரதம் புனித பூமி பாரதம் என்றால் நம்ம பாரத நாட்டில் வந்து பச்சை பசியில் இருந்தது ஒரு காலத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பசியில் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் காடுகள்லாம் அழிந்தி இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸு வீடுங்க நிறைய கட்டி பாரத பூமியை வந்து காப்பாற்றுறது எப்படி அது இல்லாமல் தமிழ் கலாச்சாரத்தை காப்பாத்தறியப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட போறேன் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக தேவை அது இல்லாமல் புனித பூமி பாரதம் ஏன்னு இந்த டாபிக் எடுத்தேன்னா புனித புனிதமானது நம்ம பாரத பூமி பாரத நாடு வாங்க பூமி பாரதம் புது எந்த விஷயமும் எடுத்தாலும் புதுமையாக இந்த சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு டார்கெட் வந்து பார்க்கலாம் ஒரு நானூறு சப்ஸ்கிரைபர் வச்சு சப்போர்ட் பண்ணுவேன் நானூறு சப்ஸ்கிரைபர் வந்து ஃபர்ஸ்டு சப்ஸ்கிரைபர் நூறு வந்து இரநூறுவா ஆகணும் இரநூறு வந்து நானூறுபாங்கணும் நானூறு வந்து எட்நூறு எட்நூறு வந்து ட்ரிபிள் ஆகணும் ஆயிரத்தி டபுளமானோம் ஆயிரத்தி அறுநூறு அந்த மாதிரி டபுள் பையனை போகணும் அதுதான் என்னோடய ஆசை பெரியவங்களோட பாதத்தை தொட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கரெக்டாக மணிக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ண இன்ட்ரோ வீடியோ புனித புனித பூமி சொல்லிட்டு அதான் சேனல் ஸ்டார்ட் பண்ண எல்லாரோட பாடத்தை விட்டு ஸ்டார்ட் பண்ண போறேன் பெரியவங்க பாலத்தை பண்ண போறேன் புனித பூமி பாரதம் என்று சேனல் ஸ்டார்ட் பண்ண போறது கரெக்டா பானுமணி ஸ்டார்ட் ஆகும் இப்போ கரெக்டா பானு மணிக்கு அப்லோட் பண்ண போறோம் தேங்க்யூ பிளீஸ் மீ அண்ட் ஐ வாண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்